i am back guys ana paathale adikinn pole irukindra ada nambiya paathale adikinn pole irundichu paathale eppra ordhan paatha adikinn pole thonuna ivan vaara vaara thambe yaaro muraikira onna macha muraikira maradha irukke enna muraikira edunga thirichu muraikira ella vaana adikidhu aarichiruka va va va va மறக்காமலை ஒன்பது ரூபாய் நாங்க நீ பாட்டுமா சொல்றது மூணு அட்டகாசமான கலா காம்பினேஷன்ல இன்னைக்கு உங்களுக்காகவே எதுடைய விலை வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு புதுசா புதுசு அட்டகாசமான இந்த கவிதை வந்து நினைச்சேன் பொம்ள புரோக்கர் ரொம்ப அழகா இருக்காங்களா மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறிய புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்பேன் மாயுன்ன ிய நிறுண்ணே அறியாதிரு கனவெல்லாம் தழுதோறும் நின்றே ும் பிரயத்தாலுணர் மலரே மலரே திரனா அருதா திரனநானா என்னை மனு பொ மதிக்கலியூ திரா ஒரு தொழில் ரகசிய அப்ப இதே தொழிலான ஜூ ஜூனா திரனா நானாதிரன் இந்த மாதிரி போற கண்கள் விட்டாய் போற மூக்கு பொட்டால் சிவக்கு வாய் பட்டால் ஜோரிக்கும் இறை இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை நான் கேட்ட ஆரம்பசும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு டே ஆப்பிரிக்கா மாமா இது என்ன பிரமாதம் இது கூட பெசலேட்ட ஒண்ணு இருக்கு கூட இடம் குத்தா போறோம் சார் கொஞ்சம் கொஞ்சம் விரியங்க லைட்டா கால் நகுத்துக்கு மே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உலகே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே பனியே கனியே பழகுவே மரகத மணியே மாணிக்க சுடனை இந்த புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுக்க வேண்டாம் அறிவில் எல்லாரும் அசிங்கப்படுத்த அக்னட்டிக் பிரேஸ்லிட்ட நீங்க உங்களுடைய கைல போடுறது மூலயமா எல்லா விமான பெயின்ல இருந்தும் ரிலீஸ் இதே மாதிரி நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பெல்ட் இந்த மாதிரி மேக்னெட் இந்த அழகான இத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரேஸ்லெட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதாவது வாயு வந்துட வேண்டியலாம் பேசப்படாது எதாந்தா நியாயமா பேசணும் மல்லியா இருக்க போதே அதுவட்டு இல்லைங்க இத நீங்க பாத்தீங்கன்னா கூட இது யூஸ் பண்ணும்போது எப்படி பெயின் மாறும் அப்படிஸ் நம்ம ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்த்துகான வாயு வந்துரும்வே அம்ச்சி குடுக்க போது இங்க என்ன போட்டுருcadastro ஆமா ஆமா ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் குத்தி விடுவேன் தோழர்களே என்ன சார் அக்கிரம இருக்கு வெறும் ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குது ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குது அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராமார் பேட்டரி உங்களுக்கு இது தையாது மட்டும் கண்டிப்பா நீங்க வெளியே போகும்போது நீங்களுக்கு <laughs> ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயம் மாறிது ஐயோ இப்படி ஒரு வைத்தியகார கூட்டத்திட்ட என்ன என்ன பண்றதுன்னு தெரியல எவனும் பார்க்கல பேக்ல நீங்க பார்த்தீங்க எனக்கூட சூப்பா பெரிய ஸ்பீக்கர் உங்களுக்குலாம் ஆக கேட்டுக்கலாம் தெரிதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நல்லபார்க்கிறீர்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆகிய